கழுகு உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தரகு கொள்ளையை பற்றி நாம் இன்றைக்கி பார்ப்போம் பண்டைய காலத்தில் அரிசி வச்சிட்ருக்கிறவர் அரிசியை கொடுத்துட்டு பருப்பை வாங்கிக்குவார் பருப்பு வச்சிட்டுருக்கிறவரு பருப்பை கொடுத்துட்டு எண்ணெய் பொருட்களை வாங்கிப்பார் இப்படி பொருட்களுக்கு கொடுத்து பொருட்களை வாங்குகிற பழக்கம் வந்து பண்டைய காலத்தில் இருந்தது அப்படி செய்யும்போது உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டிலேயே இருந்தது அதுபோக உள்நாட்டின் பொருளாதாரமும் உள்நாட்டிலே இருந்தது இடையில் ஒருத்தர் வர்றார் அரிசியை நீங்கள் எதுவுமே கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறீங்க நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறேன் எனக்கு ஏதோ நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் வராரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரிசிக்காரர்கிட்ட அரிசியை வாங்கி போய் பருமக்காரர்கிட்ட கொடுக்கும்போது ஏற்கனவே அந்த அரிசியினுடைய விலை ஐம்பது ரூபாவாக இருந்தது அப்படின்னா எழுபத்தஞ்சி ரூபாயாக இவர் அங்கே சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து இருபத்தஞ்சி ரூபாய் கூடுதலாக வாங்குகிறார் இதுக்கு பேர்தான் தான் தரகு இது இப்போ, இந்திய ஒன்றியத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே பல்வேறு முறைகளில் கொள்ளையடிக்கப்படுது இந்த மாதிரியான வழிமுறையை பயன்படுத்தி இப்போ பாருங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான கம்பெனிகள் இருக்குது ஓலா ஊபர் இந்த மாதிரியான கம்பெனிகள் இருக்குது வேலை செய்கிறது யார் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வேலை செய்கிறாங்க இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்க இப்போ ஸ்விக்கியில் வந்து ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா யார் கொண்டு போய் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க ஜொமேட்டோலையும் அப்படி தான் இப்போ ஓலா ஊபர் இருக்குது ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுறாங்க அவங்க யார் அவங்க இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அந்த மகிழ்ந்து யாருது காரு அது இவங்களுது தான் இங்கேருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு விடுறாங்க ஆனால் இந்த ஓலா ஊபரு ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் யாருடைய இது அந்நிய கம்பெனிங்க வெளிநாட்டு கம்பெனிங்க இப்போ லாபம் சம்பாதிக்கிறது யார் இங்கே இருக்கிறவங்கள வேலை செய்ய வச்சு இங்கே பொருட்களை வச்சு லாபம் சம்பாதிக்கிறது இடையில் புகுந்த அந்நிய கார்பரேட் நிறுவனங்கள் அந்நிய தரகு நிறுவனங்கள் அதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இப்படி தான் இங்கே தரகு கொள்ளை நடக்குது பார்ப்போம் தொடர்ச்சியாக பார்ப்போம் பொருளாதார கொள்ளை எப்படி நடக்குது இந்தியாவில் எப்படி நடக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்